வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன் மினி சார்ட் ஏப்ரல் எயிட்டீன் டைம் வந்து நைன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து போய்ட்டுருக்கு ஆல்ரெடி நமக்கு செல்கார் ஜெனட் ஆகி மார்க்கெட் நல்ல கேப் டவுன் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் டவுன் சொல்லலாம் ஸோ இதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 37,000 செவன் தௌசண்ட் ரேஞ்சுக்கு கீழே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமு ஆல்ரெடி செல் கால் போயிட்டு இருக்கனால நெக்ஸ்ட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா பை கால் தான் ஸோ எப்போ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகும் மார்க்கெட் எப்போ ரைஸ் ஆகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் லெவன் ஓ கிளாக் அப்புறம் பாருங்க மார்க்கெட் கண்டினியூஸா ரைஸ் ஆனதுல ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பை கால் வந்துருக்குறனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் தேர்ட்டி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டல்னுடைய மூவ்மெண்ட் அனலிஸ் பண்ணி நமக்கு பிரேக்அப் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி கிடைக்கிற கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் பார்த்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி கேண்டினுடைய கலரும் சேஞ்ச் ஆகிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணிவிவோம் ஒன்லி மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வர வரைக்கும் கேண்டினுடைய கலர் பார்த்திங்கன்னா சேமாவே இருக்கும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே இப்போ க்ரீன் கலரில் ட்ரேடிங் போய்ட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு பையங் ட்ரெண்டில் இருக்குது நம்ம பை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் அவுட் கொடுத்து மார்க்கெட் ஒரு அப்படியே இருந்தது அந்த ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் உடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து கொடுக்கும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்றதுதான் உங்களுடைய வேலையா இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட் தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த பையிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு மேல ஒரு அஞ்சு பாயிண்ட் கீழே அஞ்சு பாயிண்ட் இப்படி மாத்தி மாத்தி தான் ட்ரேடிங்கே வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமலே போச்சு இப்போ தான் ஒரு லாஸ்ட் ஒரு டூ கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க டக் டக்குனு ஒரு குயிக் மூவ்மெண்ட் மார்க்கெட் மேல ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 37,000 செவன் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்கு பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு சடனாக ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது டுவெல் ஓ கிளாக் போல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இந்த சார்ட் வந்து இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் காலாக வந்து சேஞ்ச் ஆகுது என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதுதான் என்ட்ரி பாயிண்ட் எப்பெல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்போலாம் உங்களுக்கு கேண்டினுடைய கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு ஒரு செல் கால் வந்துருக்கு தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டி செவனில் கீழே ஃபஸ்ட் ரெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு 12.30 தேர்ட்டி ஆகுது கரெக்டாக ஸோ டுவெல் ஓ செல் கால் இப்போ 12.30 தேர்ட்டிக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்டே வந்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங் அதில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கு அப் அண்ட் டவுனில் தான் போச்சு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கன்டினியூஸ் டவுன் அந்த மொமெண்ட்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஒரு 30 மினிட்ஸ் ட்ரேடிங்கில் நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஃபிஃப்டி செவனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது லாஸ்ட்டாக நம்ம செல் கால் பார்த்தோம் அதனால் இப்போ ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெய்ரி ஆக வீக்லி ஆப்ஷன் தான் இது ஸோ இதில் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டியில் வந்து பை கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு டூ ஃபிஃப்டியில் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் ப்ரேக் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு OUT OF THE MONEY option அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக எல்லாரும் வந்து low premium தான் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க ஸோ அதனால் ஒரு OUT OF THE MONEY option ட்ரேடிங் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு optionல கால் கிடைச்சா எப்படி இருக்குன்றதை ஷோ பண்ண தான் வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு கால் கிடச்சது தேர்ட்டி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு அவுட் ஆஃப் த மனியாக தான் காட்டுறோம் அதில் உங்களுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சாட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் டீடைல்ஸ் அனுப்புறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ